இருக்கூடிய <Sessantik> <Sessantik> குருவே சரணம் நான் நிறைய உங்களோட வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேனா நிறைய பார்த்துட்டு தான் என் வில்லிங்காக சென்னை கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் பட் சென்னை கிளாஸ் அட்டன் பண்ண உடனே எனக்கு நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தது மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணலனாலும் நான் குருவோட பேரை வந்து நினச்சிட்டே இருக்கேன் மனசார அது எனக்கு நிறைய மேஜிக்கில் ஏற்பட்டு கொடுத்துருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எது நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே குருவை ஆத்மார்த்தமா நினைச்சிட்டு பண்றேன் குரு வந்து எனக்கு நிறைய மேஜிக் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் எதிர்பார்க்காம அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமாகவே எனக்கு இப்போ கடப்பு கொடுத்துட்ருக்காரு இனி எல்லாமே இந்த குரு தான் அப்புறம் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான்ட்டு அந்த டிசிஷன் வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எப்பயுமே உங்களோட ஃபோன் அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களோட கையில் அதிகமாக இருக்குது அதில் உங்களுக்கு பிடித்த குருமார்களோட ஃபோட்டோவை வச்சு பழகுங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு யோகி சைன் செயல்பட்டுருக்கு அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதாகவே மாறிவிடுகிறீர்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்த குருமார் அகத்தியரோ போகரோ புளிப்பானியோ சட்டை முனிநாதரோ காளிங்கிநாதரோ ரமண மகரிஷியோ ஏகப்பட்ட சித்தர்கள் ஏகப்பட்ட மகான்கள் சித்த புருஷர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோவை உங்களோட ஃபோனோட வால் பேப்பரில் வைக்கும்போது எப்பெல்லாம் நீங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட கிட்னி இருக்கோ இல்லையோ இதயம் இருக்கோ இல்லையோ ஃபோன் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் அது மட்டும் தெளிவாக தெரியுது அப்போ என்ன அடிக்கடி இந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எப்போல்லாம் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்களோட ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் ஆகுறிங்க அவங்க ஆற்றல் நிலையமாக தங்களுடைய உடலை முழுவதுமாக மாற்றி வைத்திருப்பார்கள் ஸோ எப்போ தங்களோட உடலே ஒருத்தன் ஆற்றல் நிலையமா மாற்றி வச்சிருக்கானோ அவன் இந்த பிரபஞ்சத்தோடையே கனெக்ட் ஆயிருப்பான் எல்லா சித்தர்களையும் சொல்றேன் அப்ப என்ன அடிக்கடி நீங்க அவங்களை பார்க்கும் போது இப்ப எக்ஸாம்பிளுக்கு யோகிராம் சரத்குமார் விசீரிசாமி சொல்லிட்டு ஐயா இருந்தாரு எங்க இருந்தாருன்னா திருவண்ணாமலையில் இருந்தாரு யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா சொல்லி அந்த அவருடைய நாமத்தைவே ரெகுலரா சொல்லும் அந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறி அவர்களுடைய முழு ஆசீர்வாதம் அருள் ஒரு மனிதனுக்கு இறங்கி விடுகிறது நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது போல இந்த ஐம்புலன்கள் வழியாக எப்ப நீங்க நல்ல விஷயத்தை ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ ஐம்புலன்னா எது மெய் வாய் கண் மூக்கு செவி காது வழியாகவும் கண் வழியாகவும் ஸ்மெல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எல்லாத்து மூலியமும் விஷயத்தே நீ அதிகமா உள்ளிவிடும் ஒளிதான் இல்ல வேற ஏதாவது பெண் தெய்வத்தை கும்புறீங்களா பெண் தெய்வத்தை அவங்களை ஈர்க்கமாக பிடிச்சிக்கோங்க அவங்களுடைய ஆற்றல் உங்களது உடம்பில் செயல்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை நிகழ்த்தி கொடுங்க ஸோ எப்போல்லாம் அவங்களுடைய ஃபோனை எடுத்து நீ அவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறீங்களோ பார்க்கும்போது தான் உங்கள் மனம் லயமாகும் பார்க்கும்போது தான் நீங்கள் காணாமல் போவீங்க எப்போதெல்லாம் மனம் காணாமல் போகிறதோ அப்போதெல்லாம் இறைத்தன்மை என்பது உங்களுக்குள் மலர ஆரம்பிக்கும் அதனால தான் அவங்க எப்பயுமே டச்சில் வைங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஃபோட்டோவை மாட்டுங்க உங்களோட ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோவை வைங்க உங்களோட பூஜை ரூமில் அவங்களோட ஃபோட்டோவை வைங்க அடிக்கடி அவங்களோட பார்வை உங்கள் மேலே போடணும் உங்களோட பார்வை அவங்க மேலே போடணும் ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃபோட்டோலையும் இருக்கக்கூடியது அணுக்களின் சேர்க்கை தான் கண்ணுக்கு தெரியாமல் அணுக்களின் சேர்க்கை தான் அதனுடைய டீப்பில் இருக்கிறது தான் ஒலி அப்போ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அதன் தன்மையிலேயே இருக்கும்போது அதாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் எதாக மாறப்போகிறீங்கன்றதான் கேள்வி பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவை பார்க்கும்போது பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக இழுத்துருவீங்க இதனால தான் பாசிட்டிவாக பேசு பேசு பேசு பேசுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் பாசிட்டிவாகவே இருங்க ஃபோன் அந்த ஃபோட்டோவை வைங்க எப்போல்லாம் அவங்கள பார்க்குறீங்களோ உங்கள் மனம் லயமாகும் எப்போதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க காணாமல் போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட மனம் ஒரு கட்டுக்குள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஈஸியா சாதிக்க முடியும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் நன்றி வணக்கம் Thank you.